வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த புது வீடு திருநெல்வேலி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தில் இருக்குது ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு மூணு புள்ளி ரெண்டு பெட்ரூம் கொண்ட வீடு இந்த வீட்டை பற்றின மேலும் தகவலுக்கு கீழே இருக்கா ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்க புது வீடு கிருஷ்ணாபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த புது வீடு